சினிமால பாத்திருக்கேன் பீச்ல பாத்திருக்கேன் நம்ம கிளாஸ்ல கூட பாத்திருக்க ஆனா இப்போ நான் ஒரு பொண்ண லவ் பண்றேன் பியூட்டி என்ன தெரியுமா நான் அவ்ளோ என்ன லவ் பண்ற